வெள்ளைக்காரன் ஒவ்வொரு நிலப்பரப்பாக பிடித்துக் கொண்டு வரும் போது என் உடன் பிறந்தார்களே பேரன்பும் பெற்றோர்களே சாதி மதங்களாக பிளந்து பிளந்து பிரித்து எல்லாரையும் அடித்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் இந்த நிலப்பரப்புக்குள் நுழையும் போது அவனுக்கு நெருக்கடி இருக்கிறது அப்போது எவன் மூர்க்கமாக போர்குணத்தோடு நம்மளை எதிர்த்து போர் செய்வான் என்கிற பட்டியலை எடுக்கிற அதனால் குற்ற பரம்பரை சட்டத்தை போறார் கைரேகை சட்டத்தை அன்னைக்கு வெள்ளக்கார குஜி கொண்டு எங்களை பட்டியல் இன்னைக்கு நீங்க கொண்டே ஆயுத குஞ்சிக்கு போலீசில் அடைக்கிற